தராயிரா <Num> ரஞ்சவாய மீரான் தரபார ஆமா அல்ல அல்ல பார்த்தால் ஏராள கூட்டம் எல்லா மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம் எப்போது பார்த்தால் ஏராள கூட்டம் எல்லா மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம் அப்பப்ப என்ன அருள்மலர் தோட்டம் அப்பப்ப என்ன பேன் அருள்மலர் தோட்டம் அனைவரும் கூடுகின்றார் பறவைகளாட்டம் அனைவரும் கூடுகின்றார் பறவைட்டம்ரார் தர்பார்ல்ல தர்பார்ல்லா அல்லா ஆஹா பிரமாத அல்லா அல்லா தட்டி விட்டால் அங்கே திறந்திடும் கதவு தட்டி விட்டால் அங்கே தர்ம பிரபு அவர் எல்லோருக்கும் உறவு தட்டிவிட்டால் அங்கேடும் கதவு தர்ம பிரபு அவர் இல்லை நன்மைதான் வரவு நட்டப்பட்டோர் இல்லை நன்மைதான் வரவு நானும் கொடுத்து விட்ட என் பெயர் பணிவு aanu koduti viten en payal padivu nagurar darbar allah <laughs> allah saganjasavai darbar allah allah saah miran darbar allah allah aha pramada allah allah தாமதமாகும் கொடுப்பது சிலவோர் தாமதமாகும் கேட்டு வந்தோர் நிலைமை சிலவோர் தாமதமாகும் கேட்டு வந்தோர் நிலைமை அடித்தாலும் அடிப்பார் அழைத்தாலும் அழைப்பார் கை கொடுப்பார் அடுத்த பின்பு மனம் இளகி கை கொடுப்பார் நாகுரா தர்பார் அல்லாஹ் அல்லாஹவாய் தர்பார் அல்லாஹ் அல்லா சாஹமிரான் தர்பார் அல்லாஹ் அல்லா பிரமாத அல்லா அல்ல Allahu Allah Nasrun min Allahhi wa fat'hu qarib Engum nirendavane Allah Allah எல்லாம் அறிந்தவனே சுகான் அல்ல அல்லா யா அல்லா அல்லா யா அல்ல அல்லா வெள்ளை மணதின் வீடு வந்து அதிலே வசிப்பவனே இதையை முந்திரி பழத்தினிலே வைத்து ரிப்பவனே எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுபகான் அல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா எலும்பு சிறைக்குள் உயிர் பறவை இருக்கும் வகையில் பூங்கிறாய் நரம்பில் ஒன்றை இழுத்து விட்டு நாடகம் முடித்து காட்டுகிறார் எங்கும் இறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுகான் அல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா தாக்கு போய் போன்ற உடம்பு சேர்ந்த பாவமோ ஏராளம் முகுத்து வாரத்தில் மூச்சை வைத்து மீற முடியாது யாராலும் எங்கும் நிறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சிவகான் அல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா வாசல் கதவை திறந்துவிடு ஏழை மனதின் சாதனையை ஏற்று கருணை புரிந்துவிடு எங்கும் இறைந்தவனே அல்லா அல்லா எல்லாம் அறிந்தவனே சுபான் அல்லா அல்லா யா அல்லா அல்லா யா அல்லா அல்லா அல்ல அல்ல Ya Allah Allah Aaja Hindal Wali Ya Ghareebun Nawal Aaja Hindal Wali Ya Ghareebun Nawal Aaja து சுால துமஹ்கேவால சர்தாரும்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 No, no, I... no ோ சொல்லுமாரமெருத்தான ghareen unawa